உள்ளவங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் ஸோ எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஏன் அவுட்டோர் ஏன் இன்றைக்கி வந்து ஒரு ஆத்தங்கரையில் நிற்கிறோம் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் தம்பி கத்துறான் வைகை ஆற்றில் சில விஷயங்கள் நடக்குது இதை வந்து ஆல்ரெடி படமாக எடுத்திருக்காங்க ஜோர்டன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் அந்த டேரக்டர்ட்டையும் நான் பேசி அவங்க படத்தை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த டீட்டெயில்ஸை வாங்கி அவங்க படத்தை பார்த்தேன் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த விஷயம் ஆல்ரெடி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து படமாக்கியிருக்காங்க ஸோ அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த படத்துடைய பேர் ஸ்டோல் வாட்டர் ஸோ ஸ்டோல் வாட்டர் அப்படிங்கிற இந்த படம் ஜோர்டனில் லைலா கான் அப்படிங்கிற டேரக்டர் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபிஃப்டீன் தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஜோட் நாட்டுக்குள்ளே வரக்கூடிய தண்ணீரை எப்படிலாம் அட்டையப்படுறாங்க அவங்களால பொதுமக்கள்கிட்ட தான் போய் நீங்கள் ஏன் இந்த தண்ணியை வந்து திருடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடிஞ்சே தவிர பெரிய பெரிய மாஃபியாஸால் மாஃபியாஸும் திருடிட்டுருக்காங்க அதை வந்து கேள்வி கேட்க முடியல அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்கிட்ட போய் அவங்ககிட்டயும் பேசியிருக்காங்க இது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே நிறையா விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதில் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் மதுரையில் வைகையாத்தில் வைகையாத்தில் தான் நின்றுக்கிட்டுருக்கேன் ஸோ தேனியில் இந்த வைகை வந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் ராமநாதபுரத்தில் போய் கடைசி அங்கிட்டு தான் போய் தண்ணி கடலில் கலக்குது கிட்டத்தட்ட இந்த வைகையாறு போய் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்துக்கு அடுத்து அங்கிட்டு போய் கடலில் இந்த தண்ணி கலந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில இதுக்கு பல காரணம் இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய தடங்களாக இருக்குது முக்கியமானது வந்து தண்ணி திருடும் மாஃபியாக்கள் இந்த தண்ணி வந்து எப்படிலாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை கலெக்ட் பண்ணி யாரோ ஒருத்தங்க ஒரு அன்னோன் பர்சன் மேபி அவங்களுக்கு வந்து இதனால் பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கோ என்னமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இதை யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் அந்த பிடிஎஃப் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை தெல்லந்தெளிவாக அதில் போட்டிருந்துச்சு இது உண்மைதானா அப்படின் சொல்லிவிட்டு நான் தேடும்போது இந்த படம் எனக்கு வந்து சிக்குச்சு ஸ்டோல் அண்ட் வாட்டர் ஸோ ஆக மட்டும் கிடையாது இந்த மாதிரி பல இடங்களில் மனித வளம் திருடி கொண்டு இருக்கிறார்கள் வி ஆர் நாட் இன்டிபெண்ட் நம்ம இன்னும் சுதந்திர ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சுதந்திரத்தை நம்மளுடைய வளத்தை பிரிட்டிஷ் மக்கள் எப்படி அப்போ சொரணாங்களோ இப்போவும் ஏதோ ஒரு வகையில் சொன்னிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம கூடயே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் பல பேர் தண்ணியை தண்ணி மட்டும் இல்லை நம்மளுடைய வளத்தை சுரண்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஸ்டோல் அண்ட் வாட்டர் அப்படிங்கிற இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரையில் எப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ் தரேன் அதை போய் பாருங்கள் அவங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும் ஸ்டோலன் வாட்டர் அது வந்து இட்ஸ் நாட் ஓப்பன் டு பப்ளிக் எல்லாத்துக்கும் எல்லாருமே அதை பார்க்க முடியாது ஸோ அவங்களுடைய மெயில் ஐடி லைலாகான் அப்படிங்கிறவங்களுடைய மெயில் ஐடி நான் உங்களுக்கு தரேன் அவங்ககிட்ட நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க லிங்க் தருவாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் வீடியோ தான் அது ஃபிஃப்டின் மினிட்ஸ் டாக்குமெண்ட்ரி தான் அது பெருசாக அடையாப்பா அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் சிம்பிளாக ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப க்யூட்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டை நச்சு நடக்கியிருப்பாங்க இந்த மாதிரி நம்மளால் பல விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்துவிட்டாலும் கூட அடுத்த கட்டமாக நான் மேபி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன் ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் மீண்டும் இன்னோரு சந்திக்கும் வரை நன்றி பல